வணக்கம் மென்பா உங்களுக்கு எந்த ஈ ஸ்கூட்டர் வாங்கணும்னு டவுட்டாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் அதிக எதிர்பார்ப்பு வச்சுருக்கிற மூணு பைக்கை பற்றின ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏத்தர் ரெண்டாயிரத்தி தான் இவங்களோட ஃபஸ்ட்டு பைக்கை லான்ச் பண்ணாங்க பர்ஃபாமன்ஸ் வைஸ் இந்த பைக்கை பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் இந்த பைக்கை இம்ப்ரூவ் பண்ணி ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் அண்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாடல் பைக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த பைக்கோட லுக்வைஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டி பைக்காக தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த பைக்கோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக இதோட ஃப்ரேம் முழுக்க அலுமினியம் மெட்டலெலாம் செஞ்சுருக்காங்க இதோட பாடி ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலும் இதோட பில்டு குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இதில் செவன் இன்ச் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதோட டச் ஸ்க்ரீனையும் இன்பில்டு பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் நாலு விதமான ரைடிங் மோடு கொடுக்குறாங்க ஈக்கோ ரைட் ஸ்போர்ட் அண்ட் வாக் இந்த நாலு விதமான ரைடிங் மோடு கொடுக்குறாங்க இந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கோட ஸ்பீட் அண்ட் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்க் கொடுக்குறாங்க இந்த பார்க் அசிஸ்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பைக்கை ரிவர்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்க சிஸ்டன்ஸை எனபுள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் பைக் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம் இந்த டிஸ்பிளேயோடய ஓஎஸ் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்கனால இந்த டிஸ்பிளேவை நீங்கள் ஒரு மொபைல் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும் பைக்கில் என்னென்ன ரேஞ்சுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுன்னு பார்க்கும்போது ஈக்கோ ரேஞ்சில் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரும் ரைடு மோடில் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டரும் ஃபோர்ட் மோடில் வாப் மோடில் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரும் இப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ஸ்பீடுக்கு மாதிரி இதோட ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மோடு எல்லாமே டிஸ்பிளேல மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு சுவிட்சஸ் மூலியமாக நீங்கள் இந்த மோடை பைக்கை ரன்னிங் கண்டிஷன்லேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதோட ஹெட் லேம்ப் டைர் லாம்ப் இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியை கொடுத்துருக்காங்க ஏன் எல்இடியில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேட்ரி வெஹிக்கிள்ங்கிறதுனால பவர் கன்சூம்ப்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக தான் எல்லாமே எல்இடியில் கொடுக்குறாங்க இதோட பூட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ லீட்டரில் பூட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இதில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை உங்களால் கவர் பண்ணி கண்டிப்பாக வச்சு இந்த பைக்கு வாங்கும்போது உங்களுக்கு இதோட சார்ஜரை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில் மூணு விதமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒன் டாட் இது மூலயமா சார்ஜ் பண்ண முடியும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட பார்க்கிங்கில் இந்த இத்தர் டாட்டை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஒன் போர்ட்டபுள் சார்ஜர் போர்ட்டபுள் சார்ஜர் எப்படின்னா நீங்கள் போகிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல ப்ரீலோட் பண்ணியிருப்பாங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்தில் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தெரியல நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணுறீங்க பட்சத்தில் ஈரோ டூ எயிட்டி சார்ஜ் அச்சீவ் பண்ணுறதுக்கு 3.3 hours த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சேஜ் சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பேட்டரி பார்க்கும்போது டூ பாயிண்ட் நைன் கிலோ பேட்டரி கொடுத்துருக்காங்க இது சிக்ஸ் கிலோ பவரை ப்ரொட்யூஸ் பண்ணும் இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்க்கும்போது டொண்ட்டி சிக்ஸ் டார்க்கை ப்ரொட்யூஸ் பண்ணுது பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பான பிரேக்கிங் தான் பைக்கோட ஆன்ரோட் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் வரைக்கும் வரலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பைக் டிவிஎஸ் ஐ இந்த பைக்கை பார்க்கும்போது டிவிஎஸ் ஜூபிட்டரை தான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூபிட்டரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த பைக்கை ரெடி பண்ணதாக சொல்லிடுறாங்க இதோட பில்டு குவாலிட்டியை பார்க்கும்போதுமே டிவிஎஸ் ஜூபிட்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இதுலேயும் ஏத்தர் மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் டச் ஸ்க்ரீன் இல்லை ஏர்த்தர் ஃபோர் ஃபிஃப்டியில் நாலு மோடு கொடுத்த இடத்துல இதில் ரெண்டு மோடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஈகோ மோட் அண்டு பவர் மோட் இப்படி சொல்லிவிட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே இந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேஞ்சு டிஃப்ரென்ஸ் ஆகும் இந்த பைக்லேயுமே உங்களுக்கு பார்க் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் பண்ண வேண்டிய இடத்துலேயோ இல்லை ரிவர்ஸில் வரணுங்கிற இடத்துலையோ இந்த பார்க் அசிஸ்டன்ஸை எனபுள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பைக்கை ரிவர்ஸில் கொண்டு வர முடியும் இந்த பைக்கோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோ சொல்லிட்டு டிவிஎஸ் சைட்ல சொல்லியிருக்காங்க இந்த பைக்லையுமே ஹெட் லம்ப் டைர் லேம்ப் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க வழக்கம்போல் இ பைக்கில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எல்இடில்தான் கொடுப்பாங்க ஆனால் பவர் கன்சம்ஷன் கம்மியாகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாமே எல்இடி தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதோட புட் ஸ்டேவேஜ் பார்க்கும்போது ஒரு ஆஃப்ட்வேர் சேல் மட்டும் மட்டும்தான் நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியுது நீங்கள் இந்த பைக் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜர் ஃப்ரீயாக தர மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் இந்த சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜிங் ஹவர்ஸ்னு பார்க்கும்போது சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் மூணு நித்திய மயன் பேட்ரி கொடுக்குறாங்க இது மேக்சிமம் ஃபோர் பாயிண்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் டார்க்னு பார்க்கும்போது ஒன் ஃபார்ட்டி நீட்டர் மீட்டர் இந்த பைக்கோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜர் வாங்கினோம் எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓலா ஈஸ்கூட்டர் இந்த பைக்கோட புக்கிங் அனௌன்ஸ் பண்ணதுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் லட்சம் பைக் புக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓலா சைடில் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு இந்தியாவில் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பைக்காக ஓலா ஈஸ்கூட்டியே இருக்குது ஓலா சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் வராத நிலையில் சில லீக்கான தகவலை வச்சு பார்க்கும்போது பைக்கோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டு பைக்கு மாதிரியுமே இதுலேயும் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலயமா தேர்ட்டி டூ மினிட்ஸில் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓலா சைட்லேருந்து சொல்லிடுறாங்க இதோட பூஸ்ட் ஸ்பேஸ் பார்க்கும்போது ரெண்டு ஹாஃப் பேஸ் ஹெல்மெட்டை ஒரே நேரத்தில் வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஆப் பேஸ்டு கீழே ஸ்டார்ட் அதாவது சாவியே இல்லாமல் உங்கள் மொபைல் மூலிமா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷனை ஓலா சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணலை இதை அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தாங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த மூணு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் சூட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்தியன் பீப்புள்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறது ரேஞ்ச் அண்ட் ப்ரைஸ் இது ரெண்டு மட்டும் எந்த பைக் சூஸ் ஆகுதோ அந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்